ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா FROM சிறுமுகை கைமுட்டர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உண்மையாளுமே யூனிக்கான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய சஃசல் சாரீஸ்ங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த சாரீ சூப்பரான கலர் காம்பினேஷன் இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா இது ஸ்பெஷலாகவே லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறவே நாங்கள் இந்த சாரீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்க இந்த சாரீஸ் எப்படி இருக்குன்னா பாடியில் ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி இருக்கும் டாப் அண்ட் பாட்டமில் கொஞ்சம் கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும் பழுவில் ஃபுல்லாக சில்க் த்ரெட் ஒர்க்கு தாங்க கொஞ்சம் அப்படியே மாடர்னாக ட்ரெண்டியாக வந்து வியூ பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ் எல்லோ கலருங்க இதில் இதில் எல்லோ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடியது ப்ளவுஸ் எல்லோ கலர் சாரி ஃபுல்லாகவுமே இப்படி தாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரெண்டியாக வேணுங்கிறவங்களுக்கும் இது சூட்டபுளாகும் லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கும் இது ரொம்பவுமே சூட்டபிள் ஆகுங்க இதோடைய ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோம் மட்டுமேங்க இது பியூர் சில்க் ஹேண்ட்லூம் மேடுங்க coming with silk mark certified இது வந்து ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கிறதுனால தாங்க ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லு இது வந்து ஆரஞ்சு ஷேடில் இருக்கும் பாடி pink and blue, lavender மிக்ஸிங்கில் இருக்கும் இதோடைய ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலர் தான் இங்கு ப்ளூ பாருங்க, இது வந்து பாரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்குங்க இருக்குங்க, 3500 only. பிளவுஸ் மட்டுமேங்க. இது வந்து மட்டுமே லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது எங்ககிட்ட புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த சேரீ உங்களுக்கு கிடைக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் பல்லு இது வந்து ரெட்டில் இருக்குங்க அதாவது ரெட் அண்டு க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இது தான் ஃபுல்லாகவே சில்கு தாங்க சில்க் ரெட்லேயே என்ன பண்ணியிருக்கோன்னா அப்படியே மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம் பாடி கிரீன் ரேடியம் க்ரீன் அண்டு பிங்க் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ப்ளவுஸும் ரேடியம் க்ரீன்லேயே வந்துடுங்க பியூர் சில்க் சாரீங்க லைட் வெயிட் சாரீ எனக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கக்கூடிய சாரீ நெக்ஸ்ட் பத்திரலாம் இது வந்து லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன் பார்த்துட்டிங்கன்னா அழு பார்க்குறக்கு பர்பிள் ஷேட் மாதிரி இருக்கும் பாடி ப் கலர் அண்ட் வயலட் அண்ட் பிங்கிஷ் ஆரஞ்சு அந்த ஷேட்லேயும் இருக்குங்க இதுடைய ப்ளவுஸ் ப்ளூ கலர் பேக் சைட் பார்க்குறீங்க ஸோ டாப் போர்ஷன் ஒரு மாதிரியும் பாட்டம் போர்ஷன் ஒரு மாதிரியும் இருக்கும் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா டாப் போர்ஷனில் வரக்கூடிய அந்த கலர் வந்து கீழே பாட்டம் சைட்லையும் பாட்டம் போர்ஷனில் இருக்கிறது டாப் சைட்லேயும் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வந்துருக்குங்க ஸோ அதுதான் இதோடைய ஹைலைட் சூப்பராக இருக்கும் சரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது இது வந்து ஒரு ப்ளூ ஷேடில் வரக்கூடியதுங்க அதாவது ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பல்லு பாடி ஒயிட் அண்ட் க்ரீன் ப்ளவுஸ் கிரீன் கலர் எங்கிட்ட பேமெண்ட் மோடு இருக்குங்க, ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ஒன்று ப்ரீபேமெண்ட் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா அக்கௌண்ட் பே கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மில் நீங்கள் இந்த சாரியுடைய அமௌண்ட் மட்டுமே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் போதுங்க ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தாங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை இந்த சேரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணால் மட்டுமே உங்களுக்கு சிஓடி அதாவது கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் சாரீ பார்சல் வரும்போது மட்டுமே நீங்கள் இந்த சாரி அமௌண்ட்டை கொடுத்தா போதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க அது நீங்கள் உங்கள் கண்ட்ரி என்னங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் கேட்ட தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பழு வந்து ஆர் ப்ளூ ராயல் ப்ளூவில் இருக்கும் பாடி எல்லோ அதாவது இது எல்லோங்கும்போது எப்படின்னா மேங்கோ எல்லோ அண்ட் ப்ளூவில் இருக்கும் ப்ளவுஸ் மேங்கோ எல்லோங்க இப்போ பார்த்துட்டுருக்கிறது ப்ளைனாக தான் இருக்கும் எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீங்க ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் பாடி ஃபுல்லாகவே சென்ட் பண்ணி புக் பண்ணுங்க ஏன்னா ஒன் டே டூ டேஸ் இல்லை என் ஒன் மந்த் எகோ டூ மந்த் எகோ அப்படிங்கிற வீடியோ ஸேரீஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே சோல்டாக இருக்குங்க ஸோ அந்த சாரீஸ் வந்து இப்போ கேட்டிங்கன்னா அதே கலர் இருக்காது பட் அந்த பேட்டர்னில் வரக்கூடிய அந்த டிசைனில் வரக்கூடிய சாரீஸ் இருக்கும் ஆனால் சேம் கலர் வந்து இருக்காதுங்க இதில் பாருங்கள் இதில் வந்து லெமன் கிரீன் அண்டு ஆர் ப்ளூ ஆர் ப்ளூ தாங்க ப்ளவுஸ் இத ஃபுல் ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி காட்டி வச்சு இப்போ டிஸ்பிளே பண்ணிடலாங்க எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு வரும் எல்லாமே பியூர் சில்குங்க கொஞ்சம் மாடனாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்காகவே கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்